தவறு பண்ணமா என்பன்வறு செய்ய மாட்டான் என்று உணரும் ஒரு உணர் நிலைதான் மாதரும் ஞான குருவே சரணம் வணக்கம் அண்ணன் நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் இடம் பத்திரம் போட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு பட்டா மாற்றி கொடுக்காமல் ஏமாத்துறாங்க போல் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அழுதுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு உங்களோட இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை உங்கள்கிட்ட நான் பேசி அதுக்குள்ளாரையும் எனக்கு வேறு ஆள் ஆள் மூலியமாக எனக்கு பட்டா மாறிய பட்டா நம்பர் மாதிரி என்னோடய கைக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் எத்தனையோ வீடியோக்கள் பார்த்துருக்கேன் ஆனால் லாக்டவுனில் உங்களோட வீடியோவை பார்த்ததுலேருந்து தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நீங்கள் அனைத்து உண்மையும் ஷார்ட்டாக சொல்கிறீங்க என்ன உண்மையோ அதை அப்படியே எடுத்து சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையே மாறியிருக்கு நன்றி வணக்கம் குருவே சரணம் அண்ணன் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வான் அப்படின்னா என்ன செய்த தப்புக்கு அரசன் அன்னைக்கே தண்டனை கொடுப்பான் தெய்வம் லேட்டாக கொடுக்கலாம் தெய்வம் பைத்திகார்த்தனமாக இருக்குது மனுஷன் பண்ணுறதான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க இதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் அறியாமை கருணையே கடலான இறைவன் அனைத்தையும் படைத்தவன் படைப்பாகவும் இருப்பவன் படைத்தும் படைத்த பொருளாகவும் இருப்பவன் எப்படி தவறு பண்ணுவான் கருணையே உருவமானவன் என்றைக்கும் தவறு பண்ண மாட்டான் இதுதான் ஞான புரிதல் எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க அறிவற்ற மனிதன் ஆரரி உள்ள மனிதன் என்ன பண்ணுவான்னா புரிதல் இல்லாதனால இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற தன்மையில டக்குன்னு தண்டனை கொடுத்து போட்டு தள்ளிடுவான் ஆனா தெய்வத்திற்கு தெரியும் இது ஏன் இப்படி நடக்குது இது எதுனால இப்படி நடக்குது ஸோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு மனவேதனையினால இப்படி நிகழ்த்திட்டான் அப்போ இவனுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறது வார்னிங் வரும் எப்பயுமே உடனே தண்டனைக்கு போகாது இறை எப்பயுமே என்ன பண்ணுனா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் எப்போ அவனுக்கு நம்ம ஆறு அறிவு கொடுத்துருக்கோம் இந்த சமயோஜித புத்தியை பயன்படுத்தி லெஃப்டும் போகலாம் ரைட்டும் போகலான்றப்ப இந்த கால் எடுக்கக்கூடியது போகணுமா ரைட்டு போகணுமா ரைட்டு போனீங்கன்னா தர்மம்ன்றப்போ ரைட்டு போகலாம் அப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் எந்த வழியில போலான்றதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டு விட்டது நீங்க தானே முடிவெடுக்கிறீங்க தப்பான பாதையில போய் சிக்கிக்கிறீங்க சரியான பாதையில போகும் போது ஞான நிலைக்கு போயிடுறீங்க அப்போ தர்மத்தின் பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எண்டு என்பது உங்களுக்கு சிறப்பாக சுபிட்சமாக இருக்கும் இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற தவறு இருக்குது உடனே உடனே தவறு கொடு தண்டனை கொடுத்தா என்னங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது லேர்னிங் ப்ராசஸ்க்கு போக முடியாத அனுபவங்கள் என்பதே உங்களுக்கு கிடைக்காது எத்தனையோ உயர்ந்த நிலை ஞானிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகள் பண்ணி அவர் கருணைய வடிவான இறைவன் உடனே தண்டனை கொடுக்காதனால லேட்டராக அவங்க ரியலைஸ் பண்ணி அவன் அருளாலே அவன்தால் வணங்கிங்கிறார் மாணிக வாசகர் அவன் அருள் கிடைத்ததுக்கு அப்புறம் கடைசியில் அந்த தவறை திரித்து கொண்டு அந்த ஞான பாதைக்கு வர்றாங்க அவன் அப்போது உடனே மனிதனை மாதிரி உடனே உடனே தண்டனை கொடுத்தா அவனோட அவன் படைத்த இந்த கிடைப்பதற்கறிய மாபெரும் பொக்கிஷமான இந்த மனித உடலை இழந்து அடுத்த பிறவி எங்கே கிடைக்கும் நாயாக பிறப்பானா பேயா புறப்பானா மனிதன் ம மறுபடியும் மனிதனாக பிறப்பானா தெரியாது இதுவே ஒரு மனிதன் என்பவன் தண்டிக்காமல் இறைத்தன்மைக்கு போய்ட்டான் அப்போ இறைவன் என்ன பண்ணுறா என்ன இறைவன் என்ன பண்ணுறாருனா செய்த தவறுக்கு உடனே தண்டனை கொடுக்காமல் நின்று வேடிக்கை பார்க்கறாரு எப்போ இவன் திருந்துவான் எப்போ இவனோட சமயோஜிதத்தை பற்றியே அவன் பயன்படுத்துறான் எப்போ மாறுவான் எப்போ வந்து இவனுக்கு ஒரு தெளிவு பிறக்குது பார்க்கலாம் இவனுக்கு எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துருக்கோம் எப்போ பயன்படுத்துகிறான்னு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும் நம்ம திருந்தாமல் தப்பான வழியிலே போய் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள் தவறுகள் செய்யும் போது தெரிஞ்சு தானே பண்ணுறோம் ஒரு அஃப்ஆர் வச்சுருக்கும் போதோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை திருடும் போதோ இல்லை அடுத்தவர்களுக்கு சொந்தமான உடமையை நம்ம அபகரிக்கணும்னு நினைக்கும் ஒருத்தங்க மனசை காயப்படுத்துன்னு நினைக்கும்போது தப்புன்னு தெரிஞ்சு தானே பண்ணுறோம் தெரியாமையாக ஒவ்வொரு டைமும் தெரிஞ்சு தான் திருத்திக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி வரைக்கும் திருத்துக்காம நம்ம கடைசி வரைக்கும் தப்பே பண்ணிகிட்டு இருக்கோம் கோர்ட்டு ஏன் இந்த உயிர்னால ஒன்னொரு பத்து உயிருக்கு பாதிப்பு தான் ஏற்படுது கடைசி இருந்தாதுன்னு அது பல வார்னிங் கொடுத்து திருந்தலன்னா ஆள முடிச்சு விட்டுரும் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று வேடிக்கை பார்த்து திருந்துவானான் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கொள்ளுது இப்ப புரியுதா உங்களுக்கு இறைவன் என்பவன் எந்த சூழ்நிலையும் தவறு செய்யவே மாட்டான் என்று உணரும் ஒரு உணர்வு நிலைதான் மாபெரும் யான நிலை இதைத்தான் சொன்னார் கிருஷ்ண பகவான் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்கி இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எதுவும் நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு வேணுங்கிறத நடந்துகிட்டே இருக்கும் உனக்கு வேணுங்கிற செயல் நடக்கும் செல்வம் சேரும் சும்மாயிரு சொல்லற வேணும் அனைத்தும் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அவர் சொல்வதற்கு உண்டான காரணமாக தான் இறைவன் எதையும் தவறாக செய்ய மாட்டால் மிக சரியாகத்தான் செய்வார் என்று வாயளவில் சொல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்வதே மாபெரும் ஞானநிலை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்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 கோயம்புத்தூர் வந்து கிளாஸை அட்டன்ட் செய்யலாம் ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம் என்னுடைய நேரடி வகுப்பு எனது கையாலேயே நேரடி தொடு தீட்சையும் மந்திர உபதேசமும் வழங்கப்பட இருக்கிறது ஸோ இந்த பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க அக்டோபர் மந்த் எண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாள் வகுப்பில் காரணமாக கலந்து கொள்ளலாம் டெஸ்கிரிப்ஷனில் எந்த டேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு இம்மிடியேட்டாக அமுச்சு இப்போவே புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்